எனக்குஜன் அயோடின் போன்றவை இயற்கையிலேயே நிறைந்திருப்பதால் பல்வேறு வகைகளில் நமக்கு பயன்படுவதாக அமைகிறது முக்கியமாக ஆக்சிஜன் அதிகளவில் இருப்பதால் நமது உடலுக்கு தேவையான சக்தியும் உடல் கட்டுப்படுத்தி வைத்திருக்கவும் வைக்கின்றது எட்டு டம் அசுத்தமான மருத்துவ குறிப்பு கூறுகின்றது பொதுவாக அனைவரும் பெரும் கேன்களிலும் பாட்டில்களிலும் அமைக்கப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரையே உபயோகிப்பதை காண முடிகிறது காரணம் வீட்டில் குழாய்களில் துருபோன்ற அசுத்தம் அல்லது ஓட்டை ஏற்பட்டு வேறு நோய் தரக்கூடிய விழிப்புணர்வு அதை தெரியாமல் நாம் பயன்படுத்தும் போது பல்வேறு கொடிய நோய்களுக்கு வெற்றிப்படிகள் சூரிய வெப்பத்தால் எலும்பி மேண்டலாக மாறி அதில் குளிர் காற்றுக்கு நீர்வலமும் அளிக்கிறது சுட வைத்து ஆற வைத்து வடிகட்டி அருந்தினால் எந்தவித நோயும் ஏற்படாது வெறும் வயிற்று காலை பொழுது சுத்தமான தண்ணீரும் அதுபோன்றே காலை உணவு மத்திய உணவு இரவு உணவு மற்றும் படுக்க இரண்டு டம்ளர் நீர் அவசியம் பருகுவதை பழக்கமாய் வைத்திருந்தால் நல்ல ஆரோக்கியம் நல்ல நித்திரை பசி ஜீரணம் தெம்பு சுசுறுப்பு மற்றும் முதல் பழம் ஆகியவை சீராக பழங்கள் காய்கறிகள் கீரை வகைகளிலும் நீ சத்து உறுதியாக உள்ளது குழந்தைகள் உடல் பெரியோர்கள் வரை அடிக்கடி உணவாக பயன்படுத்தி தேக ஆரோக்கியத்திற்கு கூடுதல் பயன்கள் முடியும் நீரணத்தின் செயல்பாடுகள் ஒழுங்காக இருக்கவும் மலர்ச்சிக்களை தவிர்க்கவும் ஒரு சில உஷ்ணத்தின் காரணமாக ஏற்படும் நோய்களில் இருந்து பாதுகாக்கும் அடிக்கடி நீர் அருந்துவது என்பது இன்றியமையாததாகும் நமது உரு செப்புப்புடங்கள் வெள்ளிப்புடங்கள் மற்றும் பானைகளில் சுத்தமான நீரை நிரப்பி அன்றாடம் பயன்படுத்துவதை நாம் அறிந்ததே அதன் பயன் என்பது உலோக பொருளானை விட்டால் நமக்கு தேவையான தாமிர வெள்ளி ஆகியவற்றை சக்தி அளிப்பதோடு உடலை குறிச்சியாக பாதுகாக்கவும் துணை புரிகின்றன தாயை பழித்தாலும் நீரை முன்னோர்கள் பழமொழிக்கு ஏற்ப தண்ணீரின் முக்கியத்துவத்தை ஏற்படும் வடிகட்டி என்றும் நலமும் பெற்று பல்லாண்டு காலம் நோயின்றி வாழ்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் மறக்காமல் அதன நான் பிரஷ் பண்ணேன்